ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவை பற்றிய சில பொது அறிவு வினாக்களை பார்க்கலாம் இந்திய அரசியல் சாசனத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு மொழிகள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தி ஆட்சி மொழியாக இருப்பினும் துணை மொழியாக பேசப்படும் மொழி ஆங்கிலம் இந்தியாவில் ஒரு லட்சத்திற்கு அதிகமாக பேசப்படும் மொழிகள் எத்தனை முப்பத்தி மொழிகள் இந்தியாவில் உயர்கல்வி நிலையங்களில் எந்த மொழி பயிற்சி மொழியாக உள்ளது ஆங்கிலம் திராவிட மொழிகளில் மிக பழமையான பாரம்பரிய மிக்க மொழிகள் யாவை தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி எது ஹிந்தி இந்தியாவில் தமிழ் பேசப்படும் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின்படி எவ்வளவு ஐந்து கோடியே முப்பது லட்சத்து ஆறாயிரத்தி உலகில் கரும்பு முதலில் பயிரிடப்பட்ட நாடு எது இந்தியா தமிழ்நாட்டில் பாரம்பரிய நடனங்கள் யாவை பரதநாட்டியம் தெருக்கூத்து கோலாட்டம் கிர்காடுகளில் உள்ள சிறப்புகள் என்ன சிங்கங்கள்